அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலேருந்து பேசுகிறேங்க ஏன்க்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க குரு பயிற்சிக்குண்டான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி அன்றைக்கு பார்த்திங்கன்னா கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீனம் வீட்டுக்கு வராரு இந்த குரு பயிற்சி மிதனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க மிதன வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அதாவது பத்தாம் இடம்ன்றது என்ன சொல்றது தொழில் ஸ்தானமும் சொல்லலாம் கருமஸ்தானமும் சொல்லலாம் அதனால பத்தாம் இடத்துக்கு வந்தனால பத்துல குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க பயப்படவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அதிசார இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி அதிசார சனி பயிற்சி குரு பயிற்சி மூன்றுமே உங்களுக்கு நடக்குது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே மிதன ராசிக்காரங்க இப்போ ப ரொம்ப கஷ்டங்கள் தோல்விகள் நிறைய சந்திச்சிட்ருப்பீங்க பிரச்சனைகள் வந்து நைட்டு தூக்கம் வராது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் பிரச்சனைகள் போய்ட்டுருக்கோம் காலில் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கோம் பேக் பெயின் இருந்திருக்கும் நோய்களால் நிறைய அவதிப்பட்டுருப்பீங்க வீட்டில் இழப்புறதுக்கான எதுவும் இல்லைங்க எல்லாமே இழந்தாச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இப்போ இந்த ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருடம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இந்த அதிசார சனி பயிற்சி வந்து ஒரு ரெண்டரை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மூச்சு விடலாம் அதாவது அந்த பிரச்சனை அந்த பேர்டன் எல்லாம் கொஞ்சம் குறையும் அஷ்டம சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு இன்கம்மையும் கொடுப்பாரு ஆனால் அந்த அளவுக்கு மன பிரச்சனைகள் உளச்சல்கள் மன கஷ்டங்கள் வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரிவு சண்டைகள் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக இருக்கும் குடும்பத்தில் தாய் தகப்பன பகச்சிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு உயிரிழப்பு நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் இந்த அஷ்டம சனி வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உங்கள் தசா புத்தி தான் இன்னும் நம்ம இன்னும் உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் பொது வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க விதினராசிக்காரங்க இனி அந்த கவலை வேணாம் ஏன்னா ஒன்போதாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அதனால தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு யோசனை தோணும் புதுசாக ஏதாவது நம்ம பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிளான் உங்களோட பிளானாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வருவீங்க ஏன்னா மெயினாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இட குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய தனவந்தனால் நீங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸில் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏன்னா ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க குரு பகவான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதன வீட்டுல இருந்து நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப வண்டி வீடு வாகன யோகங்கள்லாம் அமையும் வீடு கட்டாதவங்க கண்டிப்பா இந்த ஸ்டெப் எடுத்து இப்ப வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் இருக்கு இடம் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்குவீங்க அடுத்தது வண்டி வாகன யோகங்கள் அமையும் அதாவது ஃபோர் வீலர் டூ வீலர் வச்சிருக்கோங்களா ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லை டூ வீலரே வந்து பழச ஆடிச்சு போட்டுட்டு புதுசு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கார் எடுக்கிறதுக்கும் ஃபோர் வீலர் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா குரு நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தாய் மூலிமா ஆதாயம் தாய்வழி உறவு மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மிதனராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் தாய்வழி உறவில் வந்து உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இனி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது படிப்படியாக உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி தாய்வழி உறவு மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்த பார்க்குறாரு ஆறாம் இடன்றது ருணரோக சத்துருஸ்தானம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி குரு பகவான் டைரெக்டாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த எதிரிகளால் பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் ஏன்னா அதிசார சனி பயிற்சி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை பயந்துக்காதீங்க எட்டாம் இடத்துல சனி இருந்ததுனால் மறுபடியும் ரெண்டு மாதம் கடித்து மறுபடியும் வந்து அவர் வீட்டுக்கே வந்துடுவார் சனி வரும்போது உங்களுக்கு ஒன்றும் மேஜராக எதுவும் பிரச்சனைகள் இருக்காதுன்னா குரு நல்லா இருக்காரு உங்களுக்கு ராகு கேது அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ராகுபகோன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்த லாபஸ்தானத்துல உக்காண்டிட்டாரு ஐந்தாம் இடத்துல கேது பூர்வீகத்தில் அதனால் வந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராகுபகோன் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாகியம் இல்லைன்னு அப்படி கிடையாது ஏன்னா கேதுகோணா ஆன் வாரிசு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறையா இருக்குது அதனால உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் எதனால உங்களோட ஜனலகால ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் எப்படி வலுவா இருக்கா என்ன கிரகங்கள் சுபர்கள் பார்க்குறாங்களா அசுபர்கள் பார்க்குறாங்களா என்ன தசை நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக நம்ம சொல்லலாம் இருந்தாலும் இது பொது பலன்தான் மிதனராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இது பொது தான் உங்களுக்கு இதே உங்களுக்கு நல்லாயிருக்கு ராகுகேது பயிற்சி வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது குரு பயிற்சி இன்னும் சூப்பராக இருக்குது ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாம் இட தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்தில் உண்டான இது நாள் வரைக்கும் விரிசல்கள் இருந்ததுனால் ஒன்று சேரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரிந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க இந்த பிரச்சனைகளை வந்து வீட்டில் போய்ட்டுருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் கண்டிப்பாக இருந்திருக்கும் நிறைய மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் குழப்பங்கள் இழந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க மிதனராசிக்காரங்க அதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்கும் இழந்தது எல்லாமே நீங்கள் திரும்ப மீட்டு பெறுவீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு புது புதிய தொழிலுக்கு வந்து உண்டான ஒரு பிளான் வந்து நீங்கள் இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ப்ளான்ல வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியும் இன்னொரு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் நான் சொல்ல முடியும் ஆனால் ஃபிஃப்டி நம்ம எடுத்துக்கலாம் ஹண்ட்ரெட்னா ஃபிஃப்ட்டி பெர்சென்டேஜ் எடுத்துக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் வந்து மாற்றங்கள் தொழில் சிந்தனை கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மூலிமா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஜாதத்தை என்ன தொழில் செஞ்சால் நம்ம அடுத்த டெவலப்மெண்ட்டு அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இது கோச்சார பலன்தான் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க ராகுக்கேது பயிற்சியும் சரி சனி அதிசார சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விதமான பணங்களும் சரி பதவியும் சரி மறுபடியும் வந்து உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் அப்படிலாம் கிடையாது பதவி இழந்தவங்க கூட இப்போ மறுபடியும் வந்து பதவியில் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்க ஆல்ரெடி வந்து பயங்கர ப்ரில்லியன் பயங்கர நாலேஜ் அதாவது மற்ற ராசி மற்றும் லக்னக்காரங்களை விட மிதனத்துக்கு அவங்க எப்படி அசை ஒவ்வொருத்தருடைய ஆப்போசிட் பார்ட்டியோட அசைவை வச்சே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அவங்களுடைய முக பாவனையை வச்சே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்றத நீங்கள் கணிக்கக்கூடிய ஆள் ஒரே ஆள் வந்து மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்க மட்டும்தான் அடுத்தவங்களை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி கரெக்டாக அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க அதில் சம ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சிஏ முடித்தவங்க ஆடிட்டிங் பண்ணவங்க நிறைய வந்து கவிதை எழுதுகிறவங்க போயம் எழுதுகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து க்ரியேட்டிவிட்டி மைண்டு அதிகமாக இருக்கிறது வந்து மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு தான் க்ரியேட்டிவிட்டி மைண்டு அதிகமாக இருக்கும் தனிமையில் உட்காந்து யோசனை பண்ணும்போது நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பண்ணலாமா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும் அல்லது வந்து ஒரு வேலைக்கு போகிறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இப்போது மிதன ராசி லக்னக்காரங்களாம் யாருக்கு கீழேயும் வேலை செய்ய மாட்டாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃப் எம்ப்ளாயே தான் இருப்பாங்க அவங்க கீழே வேணால் ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்யலாம் ஆனால் அவங்க யாரு கீழே வேலை செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து அது வந்து நடக்காது சப்போஸ் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி அவங்க போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் தவறாக பேசினாவோ எதுவும் இருந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும் அதனால இவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து எப்பவுமே வந்து ராஜா ராணியாக தான் இருப்பாங்க எந்த விஷயமாகட்டும் ஆனால் நல்ல ஒரு மூமெண்ட்டே இவங்களுக்கு ப்ரில்லியண்ட்டு நல்லா ஞாபக சக்தி அதே மாதிரி டேலண்ட் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு மிதன குரு பகவான் பயிற்சி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்து அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் சில பேர் வந்து சரியில்லை பத்தாம் இடத்துல குரு வந்ததுன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது அதே மாதிரி அதிசார சனி பயிற்சி நல்லா இருக்குது ராகு பகவான் கேது பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடமும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பதினோரோட லாபஸ்தானம்னால் அனைத்து விதமான லாபங்களும் வந்து சேரும் உங்களுக்கு அந்த இடத்துல ராகு பகவான் உட்காண்டார் அதாவது பன்னெண்டாம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார் இப்போ என்னமே பாருங்க நிம்மதியே தூங்குவீங்க இது வரைக்கும் நீங்கள் நிம்மதியே தூங்கிருக்க மாட்டீங்க இந்த மாதம் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும் அன் டைமில் தான் பன்னெண்டு மணி ஆகிடும் நீங்கள் தூங்குறதுக்கு இப்போ இனி அந்த பிரச்சனை இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஆகாது சீக்கிரம் நீங்கள் தூங்கிவிடுவீங்க பத்து பத்திரிக்கைலாம் நீங்கள் படுத்துடுவீங்க அன்டைம் ஆகாது மோஸ்ட்லி ஏன்னா மிதனத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து அயன சைன போகன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு உட்காந்துருந்தார் இப்போ பதினோராம் இடத்துக்கு போனதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது அதனால் நிறைய கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும் அதனால் அதை வச்சு வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்கள் மாற்றிக்கோங்க அதாவது ஒரே ஒரே வேலையில் இருப்பின்னு சொல்லுவேன் பல பிஸ்னஸ் பண்ணுவீங்க நிறையா விஷயங்களை வந்து ஆர்வமாக கற்றுப்பீங்க அது மூலியமாக ஒரு கலையை எடுத்து நீங்கள் அது மூலிமா வெளியே பிரபலமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஆண்டு வந்து பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கடந்த ஆண்டு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே பண்ணுங்கள் அடிஷ்னலாக ஒரு தொழில் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள் என்ன மாதிரி தொழில் உங்கள் ஜாதகப்படி எப்படி அமைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த தொழிலை வந்து அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்கள் நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நாலாம் இட சுகஸ்தானத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு இதனால் வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்காது அதாவது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இனிமேல் இருக்காது நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஏதாவது உறவினர்கள் தூரத்து உறவினர்களில் கர்மகரில் நடக்கும் நீங்கள் அதில் போய் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இந்த ஆண்டு அதை பார்த்துக்கோங்க அதாவது உங்களோட உறவினர்களை நான் சொல்கிறேன் அது யார் எப்படி நடக்கும் என்னென்னு சொல்ல நிறைய இழந்துட்டீங்க இப்பயும் நிறைய இழந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகி இருக்காது ஆனால் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய செய்திகள் இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் கேட்பீங்க இனி கேட்கக்கூடிய காலகட்டம்தான் குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பல செல்லாமல் மீண்டு வருவீங்க இந்த பிரச்சனையில் எல்லா பிரச்சனையும் இருந்தும் முறியடிச்சு மீண்டு வந்து உங்களோட இடத்துல வந்து உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க வெற்றி நிச்சயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது விஷயங்கள் தெரிந்து டிவின் எனர்ஜி ஹீலிங் தரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்